நிகர் அப்பா தான் என்கின்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் அப்பாவின் கடல கோபம் கூட நொடி பொழுதும் மடங்கிவிடுகிறது தன் மகளின் சிறு கண்ணீர் துளிகளை என் தந்தை தான் என் ஹீரோ உலகமே எங்கள் அப்பா தான் இந்த உலகில் நான் பார்க்கும் அப்பாவின் அழகான முரட்டு மீசைக்கு பின்னிருப்பது பாசமும் நேசமும் தான் சாமி பார்க்க தோல் மீது ஏறிய போது பலருக்கும் தெரியாதது ஏறி இருப்பது சாமி மீது தான் என்று சந்தோஷமாக சிரித்தாலும் அந்த சிரிப்பிற்கு பின்னே தனது எனக்கும் வண்ணம் கருத்தில் உலக வரலாற்றில் தெரியும் அப்பாவின் பாசம் புரியும் ஒரு தாய் தன் பிள்ளை பத்து மாதம் வயிற்றில் சுமக்கின்றார் தந்தையோ பிள்ளைப்பா மீசமுடுக்க என்கின்ற பாடல் வரிகள் அப்பாவின் பெருமையை பற்றி போற்றுகின்றன அப்பா என்பது அறிவின் நிதி உதவி செய்யுங்கள் நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் சிறுது பிறப்பிடம் பாசத்தின் வெளிப்பாடு மனைவிக்கு தலையணையே மகளுக்கோ மதியமை வழிகாட்டி சம்பாடு செய்து கொண்டிருந்தார் திடீரென சைக்கிள் கீழே விழுந்தது என் தலை மாடிப்படியில் பட்டு ரத்தம் வெளியேறின எல்லாரும் பயந்தனர் என் அப்பா என்னை தூக்கிக் கொண்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார் அங்கே மூன்று போடப்பட்டன என் அப்பா எனக்கு அழுவாதே பயப்படாதே என்று ஆறுதல் கூறினார் அன்று என் அப்பா வெளியூருக்கும் செல்லவில்லை என் அப்பாவுக்கு நிகர் என் தான் இது போல சில சம்பவங்கள் நடந்தது அதை கூட நான் ஆசைப்படுகிறேன் என் அக்கா சிறுவயதில் மேல் நான்கு படியை தாண்டி கீழே விழுந்தார் அதை கண்ட அப்பாவும் அம்மாவும் என்ன முடிவு வருமோ என்று அப்பா பயந்தபடி இருந்தார் அங்கே வேலை செய்யும் ஊழியர் கூறினார் நன்றாக பிரியாணி வாங்கி சாப்பிடுங்கள் என்று என் மகளுக்கு எதுவும் ஆகவில்லை நன்றி கடவுளே என் அப்பா(@"அப்பா") உங்களுக்கு நீங்க என் அப்பா தான். என் அப்பா என்னை எப்படி பார்த்துக் கொண்டாரோ நான் பெரியவளான பின் அவரியும் நான் அப்படி பார்த்துக் கொண்டேன். தி பீப்பிள் பார்த்துக்குது நச்சினாக்கு. மனமா அது ரெடிகல். தி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நச்சினாக்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி வணக்கம்.